இது என்ன ஒரு புதுமையாக இருக்கின்றது இதுவரையிலும் நம்முடைய சரித்திரம் காணாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நாம் கேட்டதில்லை கோட்டைகள் கிடுகிடு கிடு விளைக்கும்படியான சத்தமும் கோட்டை என்னும் இடிந்து விழுந்து விட்டதோ செவர் என்னும் இடிந்து விட்டதோ என்று இடி விழுந்து விட்டதோ என்று நினைத்துக் கொண்டிருந்த அவன் எழுந்தரித்து நின்று நாலு பக்கமாக தேடி பார்த்தான் நாலு சுத்தி பார்க்கும்போது மூன்று திசை பார்த்தான் ஒன்றும் தெரியவில்லை நாலாவது திசை திரும்பினான் நாலாவது திசை வடது பக்கமாக திரும்பி பார்த்தான் பார்க்கும் போது முகமது அவர்கள் சந்திரனும் சூரியனை போன்று சிறப்பாக சிறப்பாக நிற்கின்றார்கள் நபியுடைய பேரனார் இந்த காட்சியை கண்டான் இந்த பாதகன் முகமது அனீவாவுடைய அழகை கண்டால் கல்லும் இலகும் கருமலைகளும் இழகும் கல்புகள் இழகவில்லை இந்த பாதகனுக்கு அத்தகையான அழகும் அத்தகையான நூறு ஜலாலியத்தும் ரூப லவணியத்தையும் அல்லாது கொடுத்திருக்கின்றான் முகம்மது அனிபாவுக்கு அவருடைய அழகை பார்த்து பார்த்தால் பசி நீங்கும் கண்டால் களி நீங்கும் அப்பேற்பட்ட அழகுடைய அனீபாவை பார்த்து இந்த பாதகனுக்கு இரக்கம் இல்லாதபடி அவனுடைய கண்கள் எல்லாம் தீப்பொலி போல் சிவந்து கோவ பழங்களை போல் கண்கள் சிவந்து ஆக்ரோஷம் கொண்டு அவன் தானே சத்தமிட்டு கருச்சித்து எண்ணகின்றான் என்னுடைய கோட்டையில் வந்தே யாரு காணுங்க கோட்டையில் வந்தே கதிர்கானுடை என்று கோட்டையில் வந்தே கதிர்கானுடை கோட்டை என்று தெரியவில்லையா கல்ஹானுடை கோட்டை என்று தெரியவில்லையா கமலுக்கு நான் இருக்கணும் அறியவில்லையா கமலுக்கு நான் இருக்கணும் ஐயே வந்தவன் யாருங்க கொஞ்சமாக இஞ்சி வந்தவன் யாருங்க யாருதான் என்னுடைய கோட்டையில் வந்தேங்க யாருதான் என்னுடைய கோட்டையில் வந்தே பாடகிறேன் சட்டவையில் பார்த்தார்கள் அதாவது பொறுமை கடல் சாத்மீக குணம் படைத்தவர்கள் பெருமானார் செல்லவா அன்னவர்களுடைய பேரனார் அல்லவா முகமது அனீபா அவர்களுக்கு அந்த குணம் கொஞ்சமாவது இருக்கும் நாயகத்தினுடைய பொறுமை அவர்களுக்கும் இருக்கும் உடனே முகமது அனீபா சிரித்துக் அப்பா மனிதனே என்று சொல்லக்கூடிய மந்திரியே ஆனால் நான் உன்னுடைய கோட்டைக்கு மூன்றாவது நாள் வந்திருக்கின்றேன் என்னுடைய ஊரை விட்டு பிறப்பித்து மூன்று நாள் மூன்று நாளைக்கு பிறகு ஆண்டவன் உன்னுடைய கோட்டையை என்னுடைய கண்ணிலே காமித்தான் ஏதோ மூன்றாவது நாளாவது இந்த கோட்டையை பார்த்தோம் யாரிடத்திலாவது அன்பாக பேசலாம் பேசிவிட்டு போகலாம் என்று ஒரு சந்தோஷமாக உன் கோட்டைக்குள் நான் வந்தேன் வேற யாதொன்றும் நினைத்து வரவில்லை ஆனால் உன்னுடைய கோட்டைக்குள் வந்தது உனக்கு பிடிக்கவில்லையானால் என்னை போகச் சொல்லிவிடு நான் போய்விடுகிறேன் என்று சொன்ன பாதகன் பாருந்து பார்த்தான் பார்க்கும் போது தேங்காய் போல உள்ள பூட்டு உடஞ்சு கிடக்கும் காட்சியை கண்டான் கேட்டு இரும்பு கேட்டுகளும் தானே விலகி துறந்து கிடக்கும் காட்சியை கண்டார்கள் அசந்து ஆடி அசைந்து நிக்கும் காட்சியை கண்டார்கள் இந்த பாதகனுக்கு கடுமையான கோபம் உண்டாகி ஓய் பாலகரே என்னுடைய கோட்டை இரும்பு கேட்டையும் உடைத்து தேங்காய் பருவம் பூட்டையும் உடைத்து நாசம் பண்ணிவிட்டு கோட்டைக்குள் ஒத்த பூவை காணும் குளத்தை சுத்தி இருந்த புஷ்பங்கள் மூணு நாள் பசியோட குதிரை நல்ல சப்பன் சப்பாவா எல்லாம் சாப்பிட்டு தண்ணி திரும்பி பார்த்தான் குதிரை நல்லா படுத்து தூங்குது இந்த காட்சியை கண்டவுடனே நீ எங்க இருந்து வந்தீர் உனக்கு எந்த ஊர் எந்த தேசம் நீ எப்படி என்னுடைய கோட்டைக்குள் வரலாம் உண்மை நான் ஒருபோதும் கோட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன் என்பதாகத்தானே முகமது அனீபாவை பார்த்து மீண்டும் முகமது அனீபா மிக பணிவோடு சொன்னார்கள் அப்பா அதாவது நான் ஏதோ வழி யாத்திரை போனவன் யாத்திரை போகும் வழியில் உன் கோட்டையை கண்டேன் ஏதோ அறியாமல் வந்தேன் நான் தெரியாமல் போய்விடுகிறேன் இதற்காக நீ சத்தம் போடாத கோட்டையை பார்த்து அன்பாக சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைத்து வந்தேன் அது உனக்கு பிடித்தம் இல்லையானால் நான் போய்விடுகிறேன் இதற்காக ஏன் மீன் சத்தம் போடுகின்றாய் என்று முகமது அனிபா தயவாக சொன்னார்கள் அப்போது அந்த பாதகன் சொல்கின்றான் எந்த ஊரு எந்த தேசம் எங்கே உடைய ஊரன்னா பேரன்னா நீக்கிற என்று சொன்னது போல் வீணான தேவையில்லை வந்தேன் வலி ஆத்திரக்காரன் நான் வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்னை போகச் சொல்லிவிடு நான் போய்விடுகிறேன் உன்னுடைய கோட்டையில் வந்து நான் எந்த விதமான தப்பும் செய்யவில்லை கோட்டையை துறந்தேன் வாஸ்தவம் அதாவது கோட்டையில் யார் இருக்கின்றார்கள் என்று பார்க்க ஆசையோடு நான் வந்து துறந்து வந்தேன் இதுதான் நான் செய்த தவறு வேற ஒன்றும் செய்யவில்லை ஏதோ உனக்கு பிடிக்கலையானால் என்னை போகச் சொல்லிவிடும் மீண்டும் இந்த பாதகன் சொன்னான் உன்னுடைய பேரை சொன்னால் தான் நான் உண்மை விடுவேன் உண்மை கோட்டை விட்டு நான் மன்னித்து விட வேண்டுமானால் உன்னுடைய பேரையும் உம்முடைய நாடு நகரத்தையும் நீர் சொல்ல வேண்டும் பாருங்கள் சகோதரர்களே பெருமானார் செல்லு அழிவு செல்ல அவர்களின் பேரனாருக்கு இவன் அலிவுல்லாவுக்கு விரோதியானவன்லாவுக்கு விரோதம் உள்ளவன் இவன் சத்ருவான பகையாளி என்று முகமது அனிபாவுக்கு தெரியுமா முன்ன பின்ன போனவர் இல்லை முன்ன பின்ன அவர்களுக்கு அவனு பற்றி தெரியாது இந்த நிலையில் பழக்க வழக்கம் இல்லாதவர்கள் ஹனீபா வல்லல் ஆ முதலாவது ஆரம்பமாக வேட்டைக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட முகமது அனிபா சொன்னார்கள் இவனுடைய ஒரு சொல்லை கேட்டு அவர்கள் இவனுக்காக பயந்து பொய் சொல்ல முடியுமா அவருடைய உண்மையை சொன்னார்கள் அப்பா கதர்கால் என்று சொல்லக்கூடிய உலகம் நாடு நகரத்தையும் என்னுடைய பேரணாமத்தையும் கேட்டாய் அல்லவா நான் சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி மெமதனிபா என்ன சொன்னார்கள் அடே ஹமலூக் பிந்தூர் என்ற மந்திரியே மக்கம் திருவையினால் காசி நபி பேரரசப்பா சத்தனுட திருவையினால் காசி நபி பேரப்பா அலநதி பேரன்னாரு ஹனி பாபு எந்த அலநதி பேரன்னாரு ஹனி பாபு எந்த எந்தனுட தந்தை பேரு அலியாறு என்று சொன்னார் எந்தனுடன் தந்தை பேரு அலியாறு என்று சொன்னார் நான் அலி உள்ளாவுடைய மகன் முகமது நபியுடைய பேரனார் மக்கம் குடியிருப்பு எல்லா விட்டுட்டான் அலி முகமது ஒரு எழுந்தரித்து ஒரு குதி ஒன்னு குதித்து நின்றான் என்று சொன்னது போல்மீபாவை பார்த்து சொல்லுகின்றான் ஓய் முகம்மது அனிபாவே உம்முடைய பாபா இருக்காரே அலி உள்ளா கொடுமைக்காரரு உங்க பாட்டனார் இருக்காரு ரொம்ப பொறுமையான அதுக்கு பின்னால ஒருத்தர் அபு பக்ஷன் நினைச்சா என் அங்கம் எல்லாம் உருகுது ஆவி எல்லாம் சோறுது என்னுடைய மேனி எல்லாம் நடுங்குது என்னுடைய நரம்புகள் எல்லாம் துடிக்குது அப்பேற்பட்ட குலகார மனுஷன் உன்னுடைய பாபா ஏன் தெரியுமா மதினாவை பிடிக்கணும்னு சொல்லி என்னுடைய ராஜனுக்கு ரொம்ப நாளா நீடின நாள் ஆசை அப்படி மதினாவை பிடிக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய அரசனும் மூன்று தடவை படையெடுத்து சென்றோம் மதினாவை பிடிப்பதற்கு மூன்று தடவையும் ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரம் படைகளை கொண்டு சென்றோம் ஆனால் மூன்று தடவை நாங்கள் படையெடுத்து சென்றதிலும் படையெடுத்து மதினாவை போய் பிடித்துக் கொள்ளலாம் என்று சுத்தி வளைந்து நிக்க கூடியதான தருணத்தில் யாரும் எங்களுடைய போட்டிக்கு வரமாட்டார்கள் உங்களுடைய பாவா அலியுதா அங்கிருந்து வருவாரு எடுவானுக்கும் படுவானுக்கும் ஒரு வாழ ஒண்ணு வச்சிருப்பாரு வானத்துக்கும் பூமிக்கும் சரியா இருக்கும் அந்த வாழை கையில பிடிச்சி மனுஷன் ஒரு சத்தம் போடுவார் ஒரு சுத்து சுத்துவாரு ஒரு சுத்த ஒரு சத்தம் அதோட சப்பன் சப்பா எங்களுடைய படையெல்லாம் காலி காலி ஆகிடும் காய்க்கு பிள்ளை இல்லாமலும் அக்காலுக்கு தம்பி இல்லாமலும் அண்ணனுக்கு தம்பி இல்லாமலும் ஆக்கி விடுவார் வீச்சு ஒன்று துண்டு ரெண்டாக வெட்டி அங்கேயே மூசாகி அப்பேற்பட்ட தந்தையாகி அலுக்கு பிறந்த மகன் நீர் இப்போது நீர் என்னுடைய இடத்துல வசம வந்து என் மாட்டிக்கிட்டீர் ஆனா நான் இதுதான் எனக்கு சமயம் சும்மா விட மாட்டேன் உங்க வாப்பா அலி செய்த ஒரு குற்றம் இருக்கின்றதே அதை ஒருபோதும் மன்னிக்க முடியாத மறக்க முடியாது அப்படி மூன்று தடவை படையை எடுத்து போய் மூன்று தடவையும் படையை தானே காலி பண்ணி விட்டார் கடைசி நாலாவது தடவை அலி உள்ளாவுக்கு ஜூரம் அடிச்சு கிடக்குன்னு ஒரு தூதுவர் வந்து சொன்னார் ாம் நினைத்து ஆனப்பட மூவாயிரம் சேனப்பட நாலாயிரம் ஏழாயிரம் படைகளை திரட்டி மீண்டும் எங்களுடைய அரசன் சென்றார் சென்றார் ஆனால் மதினாவை பிடித்து சுத்தி வளைந்து நிற்கக்கூடிய தருணத்தில் அப்படியே மயங்கி கீழே விட்டார்கள் இறந்து விட்டார்கள் கடைசியில தப்பி பழைச்சது தாலி பாக்கியம் என்று நானும் என்னுடைய ராஜாவும் தான் தப்பி பழைத்தது தாலி பாக்கியம் என்று ஊர் வந்து சேர்ந்தோம் அப்படி வரும்போது கூட உன்னுடைய தகுப்ப துரத்திக்கிட்டே வந்தார் நாங்க பொய்ய சொல்லி தப்பிச்சம்பளை ஓடி வந்தோம் இப்போது நீர் என்னுடைய நான் விட்டு விடமாட்டேன் உண்மையுடைய கைக்கும் காலுக்கும் விலங்கை போட்டு சிறையில் என்றான் நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை நான் சின்னம் சிறுபில்லை எனக்கும் உனக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை என்னுடைய பாபா அவர் குறை செய்தால் குற்றம் செய்தால் அதை அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அவருக்கும் உனக்கு தான் விரோதம் நான் என்ன செய்வேன் ஏதோ வழி ஆத்திர போக வந்த கோட்டைக்குள்ளோ வாபாசி என்று கைக்கும் காலங்க விளங்க போடுவேன் ராஜா முன்னால கொண்டு விடுவேன் சொல்றீயே இது உனக்கு நியாயமாகுமா இது முறையாகுமா அதுலயும் நான் ஒரு நாலாக உள்ள மனிதன் கொஞ்சமாவது மதிக்காதபடி என்ன சிறையில வைப்பேன்னு சொல்றீயே அடே இது முறையாகுமாடா சிறையில வைத்தியானா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்னை கைக்கும் காலக்கு விலங்கு போட்டு சிறையில் வைக்கிறதா இருந்தா நான் அதுக்கான குற்றம் என்ன செய்தேன் உன்னுடைய கோட்டைக்குள் வந்து ஏதாவது திருடினேனா இல்ல கண்ணக்கோள் வைத்தேனா இல்ல களவு செய்தேனா ஒன்றும் செய்யவில்லையே ஏதோ கோட்டைக்குள் வந்தேன் வந்த குற்றத்துக்காக உனிடத்தில் மூன்று முறை கேட்டுவிட்டேன் போக சொல்லிவிடு நான் போய்விடுகிறேன் இதுக்காக நீ சிறையில் வைப்பேன் உன் பாபா அதை செய்தார் இதை செய்தார்னு ஆவலாதி சொல்றியப்பா இது உனக்கு நியாயம் இல்லை என்ன போகச் சொல் நான் போய்விடுகிறேன் அப்போது இந்த பாதகன் சொல்லுகின்றான் என்ன வேலை சொல்லுவார் தெரியுமா உங்க நாட்டுக்கு வந்தா களிமா சொல்ல சொல்லுவாரு என்னுடைய நாட்டுக்கு நீ வந்ததுனால உண்மை நான் சும்மா விட மாட்டேன் ஆனா நான் சொல்றத கேட்டால் உண்மை கோட்டை விட்டு விடுவேன் என்னப்பா சொல்ல போற சொல்லு சொல்லு என்று கேட்டதும் அந்த பாதகன் சொல்லுகின்றான் உங்க நாட்டை மாறி கொலை செய்ய போறதில்லை வெட்ட போறதில்லை என்னுடைய தேவாதிகள் புத்தகான்களையும் காமித்தான் அந்த லாத்ஜா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய புத்தகானையும் காமித்து இதுதான் நாங்கள் வைத்து பாட்டம் பூட்டம் தலைமுறை கையெடுத்து வணங்கப்பட்ட புத்தகான் தெய்வம் நீ கையெடுத்து எங்கையும் போகலாம் உன்னை ஜெயமாக அனுப்பி வைப்பேன் அப்படி இல்லையானால் ஒருபோதும் உன்னை அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன உடனே முகமது அணி பார்த்தார்கள் அடே நான் நாலாவது வேதத்தை சேர்ந்தவன் முஹம்மார் பேரனாராக இருக்கும் என்னையா நீ சாமிக்கு கையெடுக்க சொல்லுகிறாய் உன்னுடைய புத்தகானுக்கு கையெடுக்க எனக்கு தெரியாது விதித்தது ஐங்காரம் என்ற கடமை ஐந்து வகுத்து தொழுகைதான் எனக்கு தெரியும் உன்னுடைய புத்தகானுக்கு கையெடுக்க எனக்கு தெரியாத உடனே இந்த பாதகன் சொல்லுகின்றான் ஓய் பாலகரே என்னுடைய புத்தகான் தேவுக்கு நீர் கையெடுக்க இல்லையானால் உண்மை ஒருபோதும் கோட்டை விட்டு நான் விடமாட்டேன் அரசனுடைய இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உண்மை அலிவாவுடைய கோபமாக இருக்கின்றான் என்னுடைய அரசனுடைய கோபத்துக்கு நீர் ஆளாகி விடாதையும் சீக்கிரமாக என்னுடைய சாமிக்கு நீர் கையெடுத்து வணங்கும் என்று சொன்ன உடனே ராஜர் ஹனீபா பார்த்தார்கள் அப்பா நிச்சயமா உனக்கு நான் கையெடுத்து வணங்கணமாகும் எனக்கு நீ முதலாவது காமித்து தந்தியானால் அதேபடி நான் தெரியாது பழக்கம் இல்லாதவில்லை ஆகையினால நீ எப்படி வணங்குவாயோ அதை முதலாவது எனக்கு காமி அதேபடி நான் கையெடுக்கிறேன் வணங்குகின்றேன் என்று சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷம் அடைந்திருந்த மந்திரி உடனே தெப்ப குளத்தில் வந்தான் தப்பி கொடித்தான் திருநார கையில் எடுத்தான் திருநாரும் சாமி வந்தான் அவன் வணங்கும் சாமியுடோ அவன் தேங்காயத்தான் சுத்தி வந்து கையே எடுத்தான் சரணம் சரணம் வந்தான் சரணம் சரணம் வந்தான் சாஷ்டாங்கம் செய்தான் மன்னன் சாஷ்டாங்கம் செய்தான் மன்னன் அவனுடைய முறப்படி அவன் சாமி வழிபாடுகளை செய்தான்ணங்கும் வணங்க போகின்றார் ஆனால் அவரை வணங்க போகக்கூடிய மனிதனை எந்த விதமான தடையும் அன்றி நீ வணங்க வைக்க வேண்டும் அப்படி அவரை கையெழுத்து வணங்கி நீ வணங்க வைத்து விட்டியானால் உன்னை சாமானியமாக நான் வைக்க மாட்டேன் வைரத்தால் உனக்கு கண்களை பதித்து உன்னை நான் ஜோடினை செய்து உன்னை நான் காலம் இதை விட சிறப்பாக வைத்திருப்பேன் என்று சாமியிடத்திலே சொன்னான் இன்னும் ராஜரும் முன்மதன் இவா இதை கேட்டுக்கொண்டே கொண்டு இவனுடைய கடமையெல்லாம் முடிந்து வந்து இந்த அறுபது கஜம் உயரமாகவும் அறுபது கஜம் தாழ்மையாகவும் இருக்கக்கூடிய புத்தகானை பார்த்து ஏறட்டு ஒரு பார்வை பார்த்தார்கள் பூமியையும் ஒரு பார்வை பார்த்தார்கள் பார்வையிட்டு வந்து கொண்டு அவர்கள் மேலே அணிந்திருக்க கூடிய அந்த ஜாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்பாவைத்தானே எடுத்து கையைத்தானே மெதுவாக உயர்த்தினார்கள் அப்போது இவனுக்கு தன்னால சிரிப்பு ஏற்பட்டுவிட்டனர் இப்ப வணங்கிடுவாரு ஹனீபா சேந்திர போகின்றார் இப்ப கையெடுத்து வணங்கிடுவாரு நாளைக்கு எழுதணும் அலி மகனார் எங்களுடைய சாமிக்கு வந்து கையெடுத்தார்கள் என்று கேவலமா லற்று போட வேணும் என்று கெட்ட எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றான் இந்த பாதகன் ஆனால் ஹெமதனிபாவோ சுத்தி வர்ந்து கொண்டு சட்ட உயர்த்தி பார்த்தார்கள் உனக்கா நான் கையெடுக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று மனதிலே நினைத்துக் கொண்டு அந்த புத்தகையாக வந்து நின்று என்று சத்தமிட்டு சித்து ராஜர் அந்த முகமது அனீவா அந்த செய்தானுடைய செய்தோளையை தலைமையிலான சூழற்றி தலைமையில தலைமைய தான் அடித்துடுமா அந்த புத்துகானை தானே பிடுங்கி உம் அதனுடைய குறவளையிலே கையை வைத்து ஆட்டி அசைத்து எடுத்து நாலு பக்கமும் சுழட்டி அவர்கள் பாவலா காமித்து முன்னந்திர அடித்து எடுத்து அடித்து அந்த குட்டி சைத்தான்கள் முன்னூத்தி முக்கோடி தேவாதிகளையும் பிடித்து ஒன்னுக்கு மேல் ஒன்னு அடித்து அடித்து நொறுக்கினார்கள் ஆவநாதா சிவனாதா ஆச்சி அம்மா வெச்சி அம்மா அஞ்சு காலி கருண் இருளன் துக்கட்டு பத்து பரமசிவன் உனக்குள்ள பாண்டியூக்கோடி பார்த்தார்கள் அவன் கண்ணை முனைத்து பார்க்கும் போது எல்லா புத்தான்களும் சரிந்து ஒன்னுக்கு மேல் ஒண்ணு ஒன்னுக்கு மேல் ஒன்னாகத்தானே சரிந்து ஒழித்து இந்த காட்சியை பார்த்தார்கள் ஏ அப்பா இந்த நூத்தி இருபது கஜம் உள்ள லாபுஜா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாமி மனுஷங்கைக்கு இந்த பாடு பெட்டா நம்ம பக்கத்தில் நிற்கமே நம்ம எம்பாடு என்று பாருங்கள் இந்த பாதகன் பார்த்தவுடனே ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார்கள் ஆகிரத்தலி உடைய மகனார் பார்த்தவுடனே இந்த பாதகன் ஓடிய வாரான் பாடி ஓடியான் பாடி ஓடிவாரான் சண்டான முபா பார்த்தார்கள் மந்திரியே பயக்குமார் என்று சத்தம் இட்டார்கள் முகமது கேட்டிருந்த நினைக்கின்றான் ஏ அப்பா கோபம் தீர்ல போல் இருக்குல்லவா என்று பாருங்க சத்தம் போட்ட உடனே முகமது அலிபாவுடைய பக்கத்துல நெருங்கி வந்தான் அலிவுடைய மகனுடைய பேரனார்களே என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் உடனே முகமது அனிபா பார்த்தார்களே எங்க நான் போறேன் எங்க போறேன் இப்போ நான் அரசு போய் சொல்லி கூட்டிட்டு வந்து களிமா சொல்லி விடுகிறேன் அரசனையும் கூட்டிட்டு வரேன் அப்படியா என்று பாரு முகமதுல அழைத்து நீ ராஜா கிட்ட முன்னால போய் என்ன மறந்துருவேன் ஆகையினால உனக்கு மறக்காம ஞாபகம் இருக்கணும் இங்க வா என்று பாருங்க அமலூர் பிந்தூர் மந்திரியை பக்கத்துல அழைத்து முகமது அனிபாவுடைய வலது கைனால ஓங்கி ஊரு கட்டுன்னு ஊரு கொட்டு மண்டையில சென்று ராத்திலே சென்று நேரத்தில் ஆடல்களும் பாடல்களும் சது கச்சேரிகளும் மேலதாளங்களுடன் அந்த ராஜன் கதர்க அரசன் சொவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார் அந்த கூட்டத்தில் அரசாங்க சபைக்கு முன்னால போய் நின்று மந்திரி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு என்ன சொல்லுகின்றான் எங்க நகராழுகின்றோ இளராஜா இளராஜா செய்திகளை நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளുട நாடுதான் நம்மளുട நாடுதான் அவதே வந்து இருக்கே நம்மளുട நாடுதான் அவதே வந்து இருக்கே வேண்டா நேர வேண்டாடா நாடு வேண்டாடா வேண்டாடா நல்ல சிம்மதனம் வேண்டா நல்ல சிம்மதனம் வேண்டா நம்ம நீதி மக்களuden உடனே புரப்புடப்பா குணனவி பக்களuden உடனே புரப்படப்பா ஊரா விட்டுப் போய்டுவோ ஊரா விட்டுப் போய்டுவோ ஊர் தட்டி திப்பிடைடுவோ ஊர் தட்டி தட்டிடுவோ ஊரா விட்டுப் போய்டு உனக்கு ஆடல் வேணுமா பாடல் வேணுமா இவ்வளவு கொண்டாட்டம் உனக்கு வேண்டுமா உனக்கு நமக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ சொத்துக் கொண்டிருக்கின்றாயே மன்னவா நீ விட்டு விடு என்பதாகத்தானே அந்த பாதகன் கமலூர் பிந்தூர் என்ற மந்திரி அரசு சொல்லவும் செய்து கொள்ளுகிறான் திரும்பி பார்த்துக்கிடவும் செய்கிறான் என்று இப்படி நினைத்து திரும்பி பார்த்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கும் போது அரசன் பார்த்தான் தகுந்தா ஒன்று யாருக்காக பயந்து நாம் நாடு போக வேண்டும் யாருக்காக நாம் பயந்து ஊரை இழந்து போக வேண்டும் நம்முடைய உயிரை தப்பித்து எதற்காக போக வேண்டும் பைத்தியம் பிடித்து உளறுகிறாயா உனக்கு மகன்மியுடைய பேரனார் நம்முடைய கோட்டையில் வந்திருக்கிறார் போய் பாரு கோட்டையில என்ன நடந்து அரசரே அந்த அநியாயத்தை நம்ம பாட்டம் பூட்டம் தலைமுறை காலத்திலும் உப்பாட்டனுடைய காலத்திலும் வைத்து வணங்கி கொண்டு வந்தா என்று சொல்லக்கூடிய புத்துகான் அந்த கருங்கல் விக்கிரகத்தை அப்படியே கண்ணை துறந்து காதும் அடைச்சு கண்ணை துறந்து நான் பார்க்கும் போது எழுந்தரித்து பார்க்கின்றேன் அந்த புத்தான்கள் எல்லாம் நொறுங்கி கிடக்கின்றது சத்தம்தான் போட்டார் அந்த ஒரு சத்தம் போட்டது தான் எனக்கு தெரியும் அப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது மரியாதை வேணும்னா உயிர் தப்பிக்கணும்னா இந்த ஊரை விட்டு நம்ம போயிருவோம் இதுதான் நல்ல யோசனை என்னுடைய யோசனைய கேளு என்று மந்திரி சொன்னான் அப்போது கதிர்கால அரசன் சொல்லுகின்ற படைகளை குதிரை படைகளும் யான படைகளையும் கொண்டு நான் அந்த பாலகரை சின்ன பின்னமாக்கி சங்காரம் செய்து வருகின்றேன் பார் கைப்பிடியாக பிடித்து விலங்கு வைத்து சிறையிலே அடைக்கின்றேன் பார் கதல்காரன் ராஜன் உடனே பாருங்கள் முரசொலிகளை அடித்து சண்டை நகராவை அடித்து சண்ட கொடிகளை நாட்டி அவன் ஆனப்பட மூவாயிரம் ஆயிரம் ஏழாயிரம் படதீரட்டி வாரான மன்னவனும் ஏழாயிரம் படதீரத்தி வாரான மன்னோ பாருங்க அரசன் பெறப்படும் போது அதாவது மந்திரி சும்மா இருக்க முடியுமா முடியாது அரசனுக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவன் ஹபுலோக் பிந்தூரன் நினைக்கின்றான் ஆயுத பாணிகளுடனே அந்த அரசனுக்கு பின்பதாக சவாரியாய் அவனும் வருகின்றான் ஆனும் கடல் போன்ற படைகளும் ஏழாயிரம் படைகளும் கால்நடைப்படையும் யானைப்படையும் குதிரைப்படைகளும் திறந்து வரக்கூடிய காட்சிகளைத்தானே கதிர்கானுடைய கோட்டையிலே இருந்த ஹஜரத் அலியுடைய மகனார் முமது ஹனீபா வல்லல் அவர்கள் அந்த கட்டலில் இன்றும் தான் குதிரை மீது ஏறி ஏறிட்டு பார்க்கின்றார்கள் ஏறிட்டு பார்க்கும் கடல் போல வருகின்றது படைகள் இன்னும் ஆனப்படைகள் மூவாயிரம் சேனப்படைகள் நாலாயிரம் கால்நடைப்படைகளும் குதிரைப்படைகளும் ஒட்டகப்படைகளும் வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் வேண்டுமான ஆயுத கொண்டு வருகின்றான் வருமான விட்டது பெரிய தவறு ஹயாத்தோடு விடப்போயல்லவா அவன் போய் அரசால் நாமல் ஒரு சின்னம் சிறுபில்லை நம்மளை வெல்வதற்கு இவன் இந்த பாதகன் ஏழாயிரம் ஏழாயிரம் படைகளை கொண்டு வருகின்றே கடல் போன்ற படைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அன்னவர்களுடைய கனிவான பேர பிள்ளைகள் நம்முடைய தமையனார்கள் இமாம் ஹசைன் இமாம் ஹசைனார்கள் சொன்னார்கள் தம்பி தெற்கு திசை திரும்ப பயணத்துக்கு போக வேண்டாம் என்று தமையனார் சொல்லையும் மீறி நம்முடைய பாவா ஹஜிரத் அலியும் போக வேண்டாம் என்று கூறினார்கள் அதையும் நாம் மீறி நாம இந்த பாதையில் வந்தோம் அல்லாஹு தாலா ஆண்டவன் திரும்பாத பயணமாக வைத்து விடுவானோ என்றும் நினைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து அல்லாஹு தாலா ஆண்டவனை தானே நவீல் என்ற இறைவனிடத்திலே தொழுது நன்றி செலுத்தி அந்த இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள் ரஹ்மானே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உனக்கே தகுமாக இருக்கும் இந்த படைகளிடத்திலே புகுந்து நான் சண்டை செய்ய வேண்டும் இந்த படைகளிலே நான் மாண்டு விண்டாலும் எனக்கு சகித என்ற மௌத்து கிடைக்கும் எனக்கு அல்லாஹு தாலா சொர்க்கே இடம் தருவார் இந்த படையை நான் வென்று விட்டால் வீரன் என்ற பட்டம் கிடைக்கும் என்றுதான் தைரியப்படுத்தினார்கள் தைரியப்படுத்தி ஒரே யாபகம் ஒரே யோசனை ஒரே உண்மையோடு எண்ணத்தோடு இளந்தரித்து ஒரே ஈமான் தரிபாடோடு இளந்தரித்து ராஜர் முகமது அலிபாவுடைய புதையும் தட்டி கொடுத்து சிங்கம் போல் முளித்து இன்னும் கெர்ச்சித்து சத்தமிட்டு கெரிச்சித்து மூன்ற கோடி ரோமங்களையும் நண்டன் ஊசி போல் எதிர்க்க வைத்து ஒன்பதரப்படி இரத்தங்களும் கொதித்து ஏழரை கலஞ்சி மூளைகளும் ஜூடு ஒண்டாகி தசை துடித்து அந்த வெளியிலே குதிரிலே பாய்ந்தார்கள் அந்த பாய்ந்தார்கள் எப்படி போனார்களையானால் போனார்களே ஆனால் கொக்குகள் கூட்டம் அல்லா தூரும் அவர்களை வெற்றி கருவாக்குலாம் அவர்களை வெற்றி கருவறு தா யானைப்படை காலத்தில் அல்லா தூரும் சிங்கங்கள் பூந்ததுவோ யானைப்படை காலத்தில் அல்ல ஒரு சிங்கங்கள் வாய்ந்ததுவோ காவர்களை சேர தருவரு தானார் என்னையோர் தான் மடியே காவல்களை சிதற தலையுருளோ அதன் மேலே அம்பாரி மேலுருளோ ஆன தலை உருளோர் அதன் சேர்ந்த அம்பாரு தான் உருளா தலையுருளோ அதில் இருந்த கொடியோரை சூறையாடுவாங்க முகமது அனீபா பாய்ந்து நடந்து நாலு பக்கமும் பாய்ந்து பாய்ந்து சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொக்குகள் கூட்டத்தில் ராஜாலி பச்சு போகும் போது கொக்குகள் நினைக்குமாம் ஆண்டவனே நமக்கு இஸ்ராயில் அலை இஸ்ரா என்று பயந்து சிறகு அடித்து மையத்தை போல் படுத்துக் கொள்ளுமாம் அப்படி படுத்திருக்கும் கொக்கு கூட்டத்தில் ராஜாணி பறவை எப்படி போய் சத்தமிட்டு போகுமோ அதை பிடித்து எப்படி சாப்பிடுமோ அந்த கொக்குகளை அடித்து எப்படி பருகுமோ அதேபடியாக முகமது யானைகள் கூட்டமாக இருக்கும் போது சிங்கங்களை பார்த்த உடனே யானைகள் நாலு கால்களையும் தானே விரைக்க நீட்டி அந்த யானை ஆகப்பட்டது நமக்கு இஸ்ராயில் வந்து விட்டார்கள் என்று நினைத்து படுத்து விடுமாம் அந்த நேரத்தில் அந்த சிங்கமாகப்பட்டது யானையினுடைய மத்தகத்தை உடைத்து அந்த யானையினுடைய மூளை எடுத்து எப்படி பருகி சாப்பிடுமோ அதை விட எழுமடங்காகத்தான் முகமது அனீவா அந்த யானை படக்களத்திலே பூந்து அதிலே இருக்கக்கூடிய சூழர்களுடைய தலைகளையெல்லாம் அறுத்து சங்காரம் செய்து வெட்டி வீழ்த்தி விட்டு ஏழாயிரம் படிகளும் கடைசி முடிவு ராஜனும் மந்திரியும் ஏழாயிரம் படிகளையும் அறுத்து குமித்து தாய்க்கு பிள்ளை இல்லாமலும் அக்காளுக்கு தண்டி இல்லாமலும் அண்ணனுக்கு தண்டி இல்லாமலும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள் அலி உள்ளாவுடைய மகன் இந்த காட்சியை கண்டான் ராஜனும் மந்திரியும் அப்போது மந்திரி சொல்லுகின்றான் அநியாயமா கோயிலுக்கு மாதிரி ஏழாயிரம் படையும் கொண்டு கொடுத்துட்டீடா அகம்பாதத்தினால மன்னவனே உன்னுடைய அகம்பாதத்தினாலே அம்பதனி பாபுடைய வாழ்க்கை ஏழாயிரம் படையும் இரையாக்கிட்டேன் வேட்டியை எடுத்து மேல் கிடக்கக்கூடிய அந்த துப்பட்டாவை எடுத்து இடுப்புல நல்லா இறுக்கி கெட்டி நானும் நானும் கட்டி கொள்கிறேன் அந்த வீர அந்த ராஜரை அலி மகனை வீரத்தால் வெல்ல முடியாது அதாவது தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னது போல் வீரத்தால் நாமல் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் முகமது பக்கத்தில் நெருங்க முடியாது ஏழாயிரம் இந்த உலகத்திலேயே உனக்கு எத்தனை கோடி படை இருந்தாலும் முகமது அனிபாவுடைய பக்கம் வெல்ல முடியாது முடியாது ஏனென்றால் அப்பவேற்பட்ட வீரர் மகன் அலிவுல்லாவுடைய மக்களுக்கு அவர் ஒருவருக்கு தான் அந்த வீரமும் தத்துவம் நல்லா உலகம் தெரிஞ்ச உண்மை ஆகையினாலே அவர்கிட்ட நாம சண்டையில ஜெயிக்க முடியாது கோட்டைக்கு கொண்டு வந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படி கோட்டைக்கு அழைத்து கொண்டு வந்தால் முகமது கோட்டைக்கு வந்த உடனே உன்னிடத்தில் நான் ஒரு தந்திர மந்திரமாக நான் சொல்லுறபடி நீ கேட்க வேண்டும் அவர்களை சிம்மாதன உட்கார வைத்து விட்டு அரமக்குள்ளே சென்று கிளாஸ் வெள்ளி கிளாஸ் ஆக இருக்க வேண்டும் இரண்டு கிளாஸ் தங்க கிளாஸாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நாலாவது வேதம் தங்க கிளாசிலேயே சாப்பிட மாட்டார்ல்லாவுடைய பேரப்பிள்ளை வெள்ளிதான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தம் ஆகவே வெள்ளி கிளாஸிலே அவர்களுக்கு சர்பத்தை ரெண்டு பக்கமும் தங்க கிளாசிலே சர்பத்தை நமக்கு வைக்க வேண்டும் மூன்று கிளாஸ் சர்பத்தை தயார் செய்து டேபிள் மேல வைத்து அதாவது அந்த டேஜிலே வைத்துக் கொண்டு மூன்று பேரும் ஒத்துமையாக உட்கார்ந்து மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் சர்பத்தை எடுத்து நாம குடிக்க வேண்டும் சொல்லுகின்ற அந்த சர்பத்திலே குடித்த உடனே சாவக்கூடிய விஷத்தை நீ கலர வேண்டும் அதாவது அந்த அரந்தை குடித்தால் அந்த சர்பத்தை குடித்தால் உடனே அட்டை போல் மிதந்து விட வேண்டும் அலி மகன் உடனே மௌத்தாகிவிட வேண்டும் அலி உள்ள மகன் என்ற சருபத்தில் நீ கலர வேண்டும் அவர் வந்து உட்கார்ந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் முதலாவது கிளாஸ்லே இருக்கும் சர்பத்தை ரெண்டு பக்கம் இருக்கிற கிளாஸ் சருபத்தையும் எடுத்து சாப்பிட்டு விட வேண்டும் நாமல் சாப்பட்டு விட்டு அவரை திரும்ப சாப்பிட சொல்லும்படியாக ரெண்டு பேரும் சொல்ல வேண்டும் என்று எல்லா தந்திர வல்லின மல்லினத்தையும் மோசமான கருத்துகளையும் மோசமான எண்ணங்களையும் படுகொலை செய்யக்கூடிய யாபகங்களையும் நினைத்து முகமது அனீபாவை கொள்வதற்கான திட்டம் கட்டி இந்த ராஜா மந்திரியும் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் அந்த பாதகன் என்ன சொல்லிக் கொண்டு வருகின்றான் அலிமகனே பாதமே கங்கள் பரிபூரண கருண் நாகர பரிபூரண கருண் நாகர புனித நதி வேறே ரே பாதமே கி அலிமகனே பாதமே கே ஆதாரமுமையன்றி அவனில் எது ஆதாரமுமையே அவனில் அன்பாய் வந்தின கருள் அன்பாய் வந்தின கருள் சோதனை செய்திடும் மந்திரி ததாது சோதனை செய்திடும் அழைத்த சுங்கீரன் நபி வேரே பாதமேகதி அலிமகனே பாதமேகதி அலிமகனே பாதமேகதி தங்கள் பரிபூரண கருணாகர புனிதா நபி வேரரே பாதமேகதி அலிமகனே பாதமேகதி வுடைய மகனே உங்களுடைய அடைக்கலம் நபியுடைய பேரனார்களே உங்களுடைய அடைக்கலம் உங்களுடைய தஞ்சம் உங்களுடைய தஞ்சம் உங்களுடைய பாதமே எங்களுக்கு கதியாக இருக்கும் கோட்டைக்குடும்பங்கள் சேர்ந்து நாங்கள் களிமாவை சொல்லிவிடுகின்றோம் என்று பாருங்கள் இந்த பாதகர்கள் இரண்டு பேர்களும் பசப்பான வார்த்தைகளை சொன்னார்கள் முகம்மது அனிபாவினுடைய இடத்திலே ராஜர் முகம் அனீபா அவர்கள் இந்த பாவிகளுடைய வார்த்தைகளை தானே கேட்டதும் அவர்கள் தானே முகமது என்றும் தெரியாத உடனே இவர்களுடைய பேச்சை கேட்டப்பா உன்னுடைய நாடும் நீயும் உன்னுடைய குடும்பமும் சேர்ந்தா நீ கனிமா சொல்ல போகின்றாய் சரிவா அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் முகமது பின்னால் வந்து முன்பதாக ராஜாவும் மந்திரியும் அப்போது மந்திரி சொல்லுகிறான் நாம கூப்பிட்டே அலி உள்ளமாக வந்துட்டாரு போடுவோம் அவரை கொண்டு நமக்கு அதை போல டைட்டில் ஒன்றும் கிடையாது எனது வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது நீர் வேகமாக போய் எல்லா சர்பத்துகளையும் ரெடி பண்ணும் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று மந்திரி சொன்னான் உடனே அரசன் வேகமாக விரைந்து சென்றான்